அரசியல் தொடங்கி அத்தனையிலும் உணர்வோடும் உறுதியோடும் செயல்பட்டு தனக்கென தனி அடையாளத்தையும் நிலைப்பாட்டையும் கொண்டு தன் பின்னால் ஒரு எழுச்சி மிகு இளைஞர் படையை உருவாக்கி வைத்திருக்கிற தமிழ் இளைஞர்களின் பேரன்புமிக்க அண்ணன் இவர் இயற்கையின் இன்றியமையாமையை உணர்ந்த தமிழ் மரபின் ஒருவராக சுற்றுச்சூழலுக்கான அபாயம் ஏற்படும் அத்தனை நேரங்களிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதும் போராடும் மக்களுக்கு துணை நிற்பதுமாக தன்னை ஒரு போராளியாக களத்தில் நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய திரு செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாவலர் விருது வழங்கி சிறப்பிக்கிறது இஸ்வாட் சீஃபர் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்த விருதினை வழங்கி சிறப்பிக்குமாறு நீஜில் கிரிப்திஸ் அவர்களையும் பாபு மயிலன் அவர்களையும் ஜெஸ்லின் மேம் அவர்களையும் விஜய் பெலானி அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவின் மிக முக்கிய சிறப்பு நிகழ்வாக நாம் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கும் அண்ணன் அவர்களின் சிறப்புரைக்காக அன்னனை அன்போடு அழைக்கிறோம் ார்கள் நம் மொழி புரியாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு என் உணர்வை மற்றவரிடத்தில் கடத்துவதற்கு என் தாய்மொழி தவிர வேறு மொழி இல்லாதனால அவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே என்னுடைய பேரன்மென் எங்கள் ஐயா சாமி பேராயர் மதிப்புமிக்க துணைவேந்தர் ஐயா வேல்ராஜ் அவர்கள் எப்போதும் என் அன்பிற்கினிய பாவ அவர்கள் எண்ணற்ற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் இங்கே கூடியிருக்கிற என் உடன் பிறந்தார்கள் உயிருக்கு உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம் முதல்ல என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா சொன்னாங்க எனக்கு இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க எனக்கு தெரியாது கிருபானந்த வாரியார் சொன்னதுதான் பிறக்கும் போதும் பாட்டு இறக்கும் போதும் பாட்டு இடையில மனிதனுக்கு வேண்டியது பாராட்டு பாராட்டு பாராட்டுன்னு அதனால இதை போத வேண்டியது ஒண்ணு இல்லை கடற்படை அதிகாரியாக நம்ம பாபு மகிலன் அவர்கள் இருந்து பணியாற்றிருக்கிறாங்க புதுசு இல்லை பார்த்ததே கிடையாது என்னுடைய அருமை சகோதரர் சுபாஷ் இருக்கிறாரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் என்னன்னா சூழியல் அப்படிங்கிற வார்த்தையை இப்ப நம்ம அதிகமாக நம்ம கேட்குறோம் எல்லாருமே கேட்கிறோம் சுற்றுச்சூழல் சூழல் அப்படின்னு அது சார்ந்த எழுதுகிற எழுத்தாளர்கள் சிந்திக்கிற பெருமக்கள் நிறைய உருவாகி கொண்டு வரார்கள் இந்த பூமி என்பது மண் அப்படின்னு பார்க்க முடியாது நம் தாயின் மடி என்றுதான் பார்க்கணும் அது அந்த பூமியை அப்படிதான் பார்க்கணும் இந்த நிலத்துல வணங்குகிற சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய பல கோடி பல இயக்கங்கள் இருக்கு பல நூறு இயக்கங்கள் இருக்கு ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய நாம் தமிழர் கட்சி ஒண்ணுதான் இருக்கு ஒரு அரசியல் இயக்கம் இல்லை அவனுக்கு அது கவலையும் இல்லை இந்த சாமி பிடிக்கலன்னா இந்த சாமியை கும்பிடலாம் இந்த சாமி பிடிக்கலாம் இந்த சாமியை கும்பிடலாம் எந்த சாமியும் வாழ்வதற்கு நம்ம எல்லோருக்கும் ஒரே ஒரு பூமி இருக்கு அதை காப்பாற்றுறதுக்கு எந்த சிந்தனையும் நமக்கு இல்லை அது ஒரு பெரிய சிக்கல் தான் முதல அடிப்படைய நம்ம என்ன சிந்திக்கணும்னா இந்த உலகம் இந்த பூமி என்பது மனிதனுக்கு மட்டுமானது இல்லை அப்படிங்கறத முதல் தெரிஞ்சுக்கணும் இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இது கவிப்பிரர் வைரமுத்தவர்கள் சொன்னது மாதிரி கடைசியா எது வருதோ அது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துதா அப்படிங்கிறாரு கடைசி வருதோ அது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது ஆதிக்கம் செலுத்துது இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசியா வந்த மொழி இந்தி இந்தியாவில் இருக்கிற மொழியிலேயே மிக மிக மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி அது ஆதிக்கம் செலுத்த பாக்குது செலுத்துது ஆனா நாம விடுறத இல்லை அது வேற அது மாதிரி கடைசி மனிதன் ஆதிக்கம் செலுத்துறான் தான் வாழ்வதற்கு எல்லாத்தையும் பழி கொடுக்கிறான் அழிக்கிறான் மலை அழிஞ்சா என்ன கடல் அழிஞ்சா என்ன நில அழிஞ்சித்தண்டு செத்தானு காக்கை செத்தா கவலை தேனீக்கள் செத்தா கவலை கிடையாது வண்ணத்து பூச்சி செத்தா கவலை கிடையாது தேனீக்கள் ஆல் தேனீக்கள் என்கிற இனம் அழிந்து விடுமானால் மானுட சமூகம் மானுட குடம் நாலு ஆண்டுகள் கூட ஆயிரம் மோப்ப நாய்களின் ஆயிரம் நாய்களின் மோப்ப சக்தி ஒரு தேனிக்குறான் செல்கள் எ மூளையில் இருக்குங்கிறான் இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் செல்கள் தன் உடலின் எடையை விட ஐம்பது மடங்கு ஒரு எறும்பு ஒரு எறும்பு கடந்து போகும்போது கட்டி கை உலுக்கு கடந்து கடந்து போக முடாங்கிறான் அதனால எறும்பை பின்பற்ற மனிதனைங்க முடியல அது எறும்ப எல்லாரும் பாக்குற மனித எல்லாம் கைவிடுத்து வணங்கி போடா அப்படின்னு ஒண்ணும் கிடையாதுங்க எறும்பின் பங்களிப்பு செய்ததை இந்த உலகத்தில் இந்த பூமியை மண்புழுங்கிறான் கீழே மண்ணிட்டு மேல கழிய போட மேல மண்ணிட்டு கீழே போட நாற்பது ஆயிரம் முறை தன் வாழ்நாளில் இந்த மண்புழு இந்த பூமியை வளப்படுத்த உழுகிறது நீ எம்மா தர்த்த உரங்களை கொட்டி மண்புழு கொண்டு நாசம் பண்ணிட்டு கடைசியா இங்குழு உரம் கிடைக்கும் வச்சு தயாரிச்சிட்டு கிடைக்குற அடிப்படை அறிவில்லை இந்த செடி இருக்கு இந்த மரம் இதுக்கு தண்ணி ஊத்து அதால உணவ எடுத்துக்கிற முடியாது அப்ப எப்படி உணவாய் எது வேர்க்கு கீழே கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்குது பாக்டீரியா இருக்குது தேவைக்கு நீரை கொண்டு மரம் செடி உணவா மாத்தி கொடுக்குதுங்க அறிவியல் விஞ்ஞானிய தோசமா புளிக்கு வச்சு கட்டுற பாலை தயிராக்கி கட்டு நீ பெரிய பெரிய விஞ்ஞானி பெரிய சயின்டிஸ்ட் எவரோ பண்ணிட்டாக்கோசமாக வர வேண்டிய பூஞ்சை காலான் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் அவனை அறிவு இந்த நுண்ணுயிர்களோட மோதி தோற்று சான்று வேணுமா கொரோனா நீத்திய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி உலகம் உரைஞ்சு போச்சு நான் அமெரிக்கா நான் ரஷ்யா நானா பிரிட்டன்றிச்சு கதவை பிடிக்கிட்டு கம்மல் படுத்துட்டான் வாயை பொத்திட்டு போயிட்டான் ஒருவே ஒருத்தன் ஒருத்தன் பேசல யாரு கொரோனா எங்க இருக்கு தெரியல கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி உன்னை பயங்காட்டிட்டு எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டுருச்சு கடவுளாது சாமியாது காசு வச்சிருந்தான் நகை கடையில் போய் நல்ல விலை குறைஞ்சிருக்கு நகையை வாங்கி சேமிச்சு வைப்போம் நல்ல பட்டு புடவை வாங்கி அடிக்க வைப்போம் இருந்த காரை வாங்கி வீட்டில் நிறுத்துவோம் நபர் எங்க மளிகை கடையில இருந்திருக்கு எங்க காய்கறி கிடைத்தது இப்ப தெரிதராஜா நீ எது இல்லாமலும் வாழ முடியும் ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் ஏதோ பேச்சு கிடைக்கிறான்னு ஏறுமனே வீசுகிற காற்றை நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தருகிற மகத்தான பணியை மரங்கள் செய்கிறது மாங்காய் பிளேவர் லெமன் பிளேவர் இந்த மரம் பூக்கும் காய்க்காது இந்த சென்னையில இருக்க எந்த மரத்திலேயாவது நீ பறவை கூடுகளை அழைச்சு சொல்லு அண்ணன் கூடு கட்டிடு கட்டாது பறவை கூடுகட்ட தேனீக்கள் கூடுகட்ட பறவை தேனீக்கள் வண்ணத்துப்பூச்சிகள் இல்லை என்றால் உயிர் பெருக்கம் இல்லை விளைச்சல் இல்லை எந்த செடியும் பூக்கும் காய்க்காது படிக்கிறீர்கள் மகரந்த சேர்க்கை மகர்றதுல சொல்லாதான் அது இயற்கை அமைஞ்சிருந்த தேனி இந்த தேனில பூ உண்டு அந்த பூவுல தேனை உண்டு அந்த பூவுக்கு போகும் ரெக்கையிலே மூக்களை மகரந்தத்தை ஒட்டிக்கும் அப்படியே பறந்து போகும் வண்ணத்து பூச்சி போகும் பூச்சி போகும் தேன் சிட்டு போகும் அப்படியே அதுல குடிக்கும் அதுல குடிக்கும் அதுல குடிக்கும் இந்த மகரந்த தங்கு கடத்தோ அந்த மகரந்த தங்கு கடத்தும் இதுலதான் சூழ் கொண்டு கரு கொண்டு பூக்கும் காக்கியும் அது வருது அதுதான் விளைச்சல் வருது இது ஒரு கூட்டம் வந்து தேனி சத்தா என்னங்க பூச்சி சத்தா என்னங்க காக்க சத்த என்னங்கய்யே எத்தனை வேப்ப எத்தனை ஆழமரம் எத்தனை அரச அரச மரத்து பழத்தை திங்கினு வேப்பம்பளத்தை காக்க திங்கின தின்னுட்டு அது போய் எங்கேயாவது பறந்து போய் கழிவ போடும் உடலுக்குள்ள போகும்போது ஒரு வேதிய மாற்றத்தை பெற்று முளைக்கிற திறனை அரசு செடியை காட்டு மரத்தை காட்டு ஒரு ஆழமரத்து கீழே ஆலமர கண்ணை காட்டு வேப்ப மரத்து கீழே ஒரு வேப்ப முத்து முளைச்சு காட்டு முளைக்காது இது இயற்கையின் அரிய அழிய படைப்பு இது இளவம் இயற்கையில அதுக்கு அதுக்கு வந்து என்னன்னா பஞ்சு வெடிச்ச உடனே விழுந்துடும் உனக்கு ஒரு அடிப்படை தானே கடல் சரி கடல் கடல் இன்னைக்கு குப்பமேடா இருக்குது உலகத்தின் ஒட்டுமொத்த கழிவையும் கொட்டுற ஒரு கழிவு கழிவாக நம்ம கழிவு கூடாம நம்ம மாத்திட்டோம் அது விடுங்க இந்த கடலுக்குள்ள இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு இருக்கு அவ்வளவுக்கு இணையான கழிவுத்தீன் நெகிழி அதாவது நெகிழி குலைமம் அண்ட் இணையான கொட்டி கிடக்குறான் கரை ஒதுங்கிற திமிங்குளம் கரை ஒதுங்கிற இந்த மீன்கள் டால்வில் சத்து கரை ஒதுவுகளை வைத்தா அதுக்கு பல பல இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் தான் இருக்கு வைத்து அத பத்தி உனக்கு ரசாயன தொழிற்சாலைகள் அது கொண்டு வர கழிவெல்லாம் ஆத்து வழிய குண்டு கடந்து கொட்டினும் இயற்கையின் அமைப்பு என்ன சூரியன் தந்தை கடல் தாய் இருவருக்குமான உறவு அதுல நீராவி ஆகி போகுது மேல போனா அது மேகமாக மாட்டிக்குது சுத்திக்கிட்டே இருக்கு ஏன்னா அதுக்கு அடர்த்தி குறைவா இருக்கு கணம் குறைவா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் மனித உடலின் வேர்வை விலங்குகளின் கோடை காலமானால் ஆலமர அரசு கீழே என்று ஏசி ஓட்டமா இருக்கும் காரணம் மரத்துக்கு அந்த மரங்களின் வேர்வை எல்லாம் நீராவி மேல போகிற போது அது போய் சேருது அந்த ஏற்கனவே கடல் நீர் நீராவியாய் பேருக்கு சுற்றுதல அது போய் சேருது மேலே தூசு மண்டலம் கறி எல்லாம் அதோட சேர்ந்து மேகமா உருவெடுக்குது நீ பாக்குற வெள்ளையா தெரியுது அதை காற்று தள்ளிட்டு போகுது காற்று தள்ளிட்டு போகுது அது தள்ளிட்டு போறதை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது என் ஊர் ராமநாதபுரத்தில் கடல் இருக்கு ஆனா எனக்கு மழை பொழிவு இல்லை என்னிட நீராவியாக போற மேகத்தை தடுக்கிறதுக்கு எனக்கு மலை இல்ல ஹில் தேனி கம்பம் இருக்குது என்னுடைய கடல் மதுரையில் இது எப்படி போகுது அங்க தடுக்குது மலை நீ பயணிக்கும் போது மலை முகடுதல பாரு தலப்பா கட்டி எங்கையா உட்கார்ந்து பாருங்க தலப்பா கட்டி முண்டாஸ் கட்டின மாதிரி மேகம் அதுல படுத்து கிடக்கும் தடுத்து நிறுத்துறது யாரு மலை எங்க குழு குழு என்று குளிர்ச்சியா இருக்குதோ அங்கிடும் நீரை கொட்டிடும் அறுவடை செய்த ஆற்றல் மரங்களுக்கு தான் உண்டு அந்த மலை முகடுகள்ல அடர்ந்து வளர்ந்து இருக்கிற நூறு அடி இருநூறு அடிக்கு இருக்கிற காடுகள் மரங்கள் இருக்குல்ல அந்த மரங்கள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையா கொண்டு வந்துருது நல்லா கவனிச்சுக்கணும் இந்த மரங்களையும் விதைத்தது நட்டது வளர்த்தது நீ அல்ல நான் பாட்டன் இல்ல தாத்தன் பறவைகள் நட்ட மரங்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் நீ இருக்க அதெல்லாம் இல்லைன்னா நீ செத்துவா பார்க்க எவனு இருக்க மாட்ட இதை நீ புரிஞ்சுக்கணும் சுற்றுச்சூழல் எல்லாம் என்னமாதிரி சொல்லிட்டு இருக்கோம் பாடம் எடுத்திருக்கேன் நினைச்சுட்டு கூடாது இது ஓட்டுக்கானவன் பேசுறது இல்ல தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்கான மழை பொழிவு பெறுதில்ல ஆழ்ந்துதோ நீங்க அங்க பெருதில்ல அந்த நீரை உடனடியா கீழே விடுறது இல்ல உடனே விட்ட ஒரே நலகளை ஓடிடும்ல அங்க மரங்கள் இருக்கிற இலை தன் உணவுக்கு வச்சுக்கிட்டு கீழே வேறு இல்ல தன்னுடைய இலையை கொட்டி கொட்டி கொட்டி கொட்டி ரொம்ப நாளாக இருந்து மக்கிது ஒரு மண்ணு மாதிரி ஆயிடுது சொத சொதனாயிருது அந்த வேறுல வலிகிற நீரை அப்படி பிடிச்சி வச்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சொட்டா உருட்டி விடுது அது உருண்டு வருது சோலை காடுகள்னு இருக்குது சோலை பொருட்கள் அது தன் உணவு தேவைக்கு இந்த நீரை பிடிச்சி வச்சுக்கிறது அது இந்த சின்ன குழந்தைய சாப்பிடும்போது வாயில ஒரு ரெண்டு பருக்குது நல்லா கவனிச்சு ராஜா அறிவினா அறிவியல் மட்டும் பார்த்து வராத இவளவு வரலாறு ஒரு புளி செத்தால் இருபத்தி ஆயிரம் குடிநீர் கிடைக்காம போயிருந்தான் ஒரு புளித்தாங்க ஒரு பணியை செய்த புல் அது இல்லாம போயிருது அப்ப அந்த மானை வேட்டையாடி புளி அடிச்சு அடிச்சு சாப்பிடறதுனால அந்த இடத்துல புல் அழிஞ்சு மொத்தமா அழிஞ்சு விடாம பாதுகாக்கப்படுது அப்ப புலியின் தேவை எவ்வளவு புரிஞ்சுக்கண்ணி இப்போ இந்த புள்ளையும் அடுத்திவிடுது கொத்துது குளத்தை நீ விட்டின கம்மாயை நீ விட்டின தாங்களை நீ விட்டன ஏந்தலை நீ விட்டின கிணற நீ விட்டுன குட்டையை நீ விட்டின ஆனால் ஆரை நீ உருவாக்கல ராஜா அது அருவி உருவாக்குச்சு தானாக பாதை கண்டு அந்த அருவி அப்படி உருண்டு ஓடி வருது அந்த ஆறுல தான் நீரு நீர்ல தான் வயிறு வயிறுலதான் வாழ்க்கை அதுலதான் நாகரிகம் பண்பாடு எல்லாம் அதனால மொட்டையணி உகந்துட்ட மலை காடு அப்படிலாம் நினைச்சிட அந்த காட்டை நட்டத யாரு காக்கைகள் பறவைகள் மைனா சிட்டு கொக்கு குருவி அதனால சும்மா வந்து உலகம் இது கிளாடு பிரான்ஸ் மண்ணில் ஆய்வறிங்க இன்னும் இருக்காரு உயிரோட எழுபத்தி அஞ்சு வயசு தான் அவர் சொல்ற என் அன்பு பிள்ளைகளை ஓடி வாருங்கள் மரணப்படுக்கையில் கிடக்கிறார் அவளை காப்பாற்ற ஓடிவாருங்கள் ஆதியில் நாம் வந்து பசிக்காக வேட்டையாடினோம் கிழங்குகளை உண்டோம் கனிகளை உண்டோம் விலங்குகளை வேட்டையாடி உண்டோம் அப்போது நம் இயற்கை எண்ணெய் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு இருந்தால் இவர்கள் பண வேட்டையாடினார்கள் நம் தாய் கற்பழிக்கப்பட்டுவிட்டார் பதினெட்டு வயதிலேயே பாட்டியாகி விட்டார் இப்போது சாக கிடக்கிறார் காப்பாற்ற ஓடிவாரு பதினெட்டு வயசுல பாட்டி ஆயிட்டாடா வாங்கடா காப்பாற்ற வாங்கிடா நீ மலையோரி செய்யணும் மலை எம் சாண்டு மலை மணல் இவனை என்ன பண்ணுவ மரம் மண்ணின் வரம் மலர்ப்பதே மனித அறம் மரம் என் மூச்சு காற்று என் உயிர் காற்று மரம் மலை, மரம் பறவை பச்சைகளின் வீடு அதற்கான உணவு மரம் நிழல் மரம் வெட்டு துட்டு என்ன பணம் வேட்டை உலகத்தில் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக இந்த பூமி மாறிக்கொண்டிருக்குது நீங்க வேற கண்ட கிரகங்களை நோக்கி படையெடுங்கள் மக்கள் என்று பயன்படுத்திக்கிறாங்களுக்குமான தேவைக்கு தந்து விடுகிறாள் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார்கிற காந்திங்க அதான் நடக்குது ஒண்ணு இல்ல ராஜா நவிகள் நாயகர் சொல்றாங்க நீ ஒரு வழி போக்கன் நீ ஒரு வழி போக்கன் வந்தியா இருந்தியா போய்கிட்டே இருக்கு வீட்டுக்கார வரும்போது வீட்டை எப்படி பத்திரமா ஒப்படைச்சு போவியோ அப்படிச்சு போட பூமியை மார்க்ஸ் என்ன சொல் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையான பிறந்ததும் இந்த பூமி ஒரு சமூகத்தோடதோ ஒரு அரசோட அதோட கிடையாது சந்ததியோடு யாரோட சொத்து கிடையாது நினைக்கிற பதட்டம் என்னுடைய கோபம் என்னுடைய மரத்தை வெட்டி விட்டு திண்டப்பா ஒருவேளை சீமான் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு பா மரம்சுமை தண்ணீர் விற்பனை முடியல தான் பச்சை மட்டை வச்சு விளாசி விட்டு போட மலை எவ்வளவு விற்பனைக்கு அடுத்துக் கொடி சிட்டுகுரு என்ன செய்யும் தேனி என்ன செய்யும் வண்டு என்ன செய்யும் காக்கை என்ன செய்யும் புளி என்ன செய்யும் கரடி என்ன செய்யும் மான் என்ன செய்யும் யானை என்ன செய்யும் இதை சிந்திக்காத மனிதன் மனிதனான் நீ ஒரு உயிரா முதல்ல நீ ஒரு உயிரா சொல்லு நீ அத பத்தி கவலையே நீ கவலையே சொல்லு ஒருத்த பாரு ஒருத்தன் நம்ப முடியல பாரு பாம்பு என்பது விஷம் கற்கிற ஒரு பாம்பு கொத்தன செத்து போயிருவ பாம்பு படம் எடுத்து வருதுல ஒன்னு இல்ல தண்ணி போத்தலை கொண்டு போறாங்க ஒரு அணில கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுதுங்க அந்த இருக்க வலைவெளியில பாருங்கள மாடுங்க மாடு பசுமாடு ஒரு குழாய் அதுல வந்து அது வந்து அப்படி இந்த பைப் அடிச்சுட்டு அப்படி குடிச்சிட்டு அப்படி மறுபடியும் அடிச்சுட்டு இந்த உலகத்தில் சைத்து கொள்ற மனிதன் மனிதனா இருக்க முடியுமா உலக உயிர்களின் தண்ணி இல்லை ஆயிரம் அடிக்கு வேற அவ்வளவு போகுமா அதுக்கு நீர் என்ன பண்ணுவ பத்தி கவலை விற்பனைக்கு முதலி இருந்த கோடையிலும் முதலாளி மட்டும் அடிச்சா கொண்டாந்து குடுவையில் கொடுத்துறான் அவனுக்கு எங்கிருந்து இலவசம் டிவி இலவசம் முதலாளி பாதிக்கப்பட்டுவான் அவன் பாதிக்கப்பட்ட நாட்டின் குடிகளுக்கு தண்ணீரை கொடுக்க முடியாத தவிச்சவாக்கி தண்ணி தர முடியாத ஒரு அரசு தேக்கி வச்சு மரங்களை நட்டு வச்சேன் என் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போயிடுறேன் ஆனால் மலையை மணலை நான் எப்படி உருவாக்குறது நான் மந்திர கொள் வச்சிருக்கேன் படமா அப்படி மலை வந்துச்சு விட்டு போறது பல லட்சக்கணக்கான கோடிகள் ஆண்டுகள் இந்த இயற்கையின் அருங்கொடை மலை அந்த மலை இல்லை என்றால் நிலம் பாலைவனமா மாறிடும் அந்த மலை நீ எப்படி அழிக்கிற உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று யார் உனக்கு கற்பித்தது யார் கற்பித்தது ஒரு கார் ஒரு கார் ஒரு கார் வெளியிடுகிற நச்சுப் பொகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவைங்கிற இந்த சென்னை வீதியில் எத்தனை லட்சம் கார்கள் எத்தனை மரங்கள் இருக்குது எண்ணி அப்புறம் நுரையீரல மூச்சு திணறல் வருது லன்ஸ் பிரச்சனையா இருக்குது அப்படியே வருது முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தவங்க நான் எனக்கு ரொம்ப மூச்சு திணறல் இருந்தது பங்கச்ச கஸ்தூரி அப்படி வச்சுட்டேன் வருது அப்போ ஆளுக்கு ஒரு கஸ்தூரியை கையில் வச்சு சுற்றிட்டு சொல்லிடலாம் ஏன்னா கொடுங்க அது அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க நிதிநிலை அறிக்கையில தூய காற்றுக்கு நாலாயிரத்தி கோடி அம்மா காட்டி ஓட்ட போட்டுமா நீங்க பண்றபாடு நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு தூய காற்று எங்கிருந்து வாங்குவீங்கம்மா சரி இது வாங்கிட்டு வரீங்க எங்கே கொடுப்பீ இப்படி கொடுப்பீங்கம்மா எங்களுக்கு சைடுல இப்படி ஒரு இது மாதிரி கட்டி அப்படி மூக்கில் ஒரு போட்டுக்கிட்டு அப்படியே போகும்போது நாங்கள்லாம் மாஸ்க் போட்டு துன்மம்லாம் குறணும் அப்படியே இப்படி மூக்கல செரிக்கிட்டு அப்படியே சுற்றுறதா இந்த மாதிரி அறப்பை நாட்டை கொடுத்து அல்லாடி நான் வந்து அறிக்கையில் கொடுத்தேன் மரத்தை ஒரு கிளையை வெட்டினால் மண்ட உடலில் கையை காலை வெட்டுவது போல குற்றமாக கருதி சிறைப்படுத்துவாரு ரெண்டு வருஷம் கழிச்சு சீனா சட்டம் பட்டுச்சு அசீனா போட்டுருச்சு அதான்டா சீமா போட்டான்னு சொன்னா பைட்டே கரேன் கேட்டேன் நீங்க கருப்பா இருக்கீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்க நீங்க கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும் கொஞ்சம் இதான் இது பண்ணும் நீங்க பேசுறது இங்கிலீஷ்ல பேசுறது தெரியல என்ன பண்ணுறது அவனுக்கு ஏய் அவனுக்கு நான் சொல்றதுல பிரச்சனை இல்லை நான் பிரச்சனை சொல்ற ஆள் பிரச்சனை மீனவர்கள் அரசு பணியாற்றுவேன் வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கோழி வீட்டுக்கு ஒரு ஆடு வீட்டுக்கு ஒரு மாடு கொடுக்கிற வீட்டுல வளர்க்க சொ நாட்டில் மூணு லட்சம் கோடி இருக்கு ஐம்பதனாயிரம் கோடி சாகடி நாட்டு மக்கள் இது பைத்தக குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வளர்ச்சி திட்டம் ஆயிரம் இவ உடனே என்ன திட்டம் தம்பி குண்டு போட்டுக் கொள்வது மட்டும் இனப்படுக ராஜா கொடிக்க வச்சு கொள்வதும் இனப்படுக ஊழியெல்லாம் சும்மா அதை பேச்சு அதுக்கு என்ன புரிதல் இருக்கு துளசிய நீத்து தொட்டிமுத்திராமணன் கும்பிடுறது அது பத்தி கிலோடா பைத்தேக்காரா புத்தி கிலேடா புத்திக்கடா டேய் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் மூச்சு காற்று நாலு மணி நேரம் ஓசம் காற்று வெளியில ஒரு செடி உலகத்துல இருக்குன்னா அது வந்து துளசி தான்டா வீட்டுக்கு விட துளசியை வளர்த்து நல்லா குடிச்சு குட்டி கும்பிடுனப்பா எப்பா துளசி நல்ல தூய காற்றி வெட்டி கட்டிட்டு வெளியிடுகிற இரண்டு மரங்கள் உலகத்தில் ஆலமரமும் அரச மரமும் தான் சாமிய கும்பிட்டு குளத்துல குளிச்சிட்டு உட்கார்ந்து நல்ல காத்த சுவாச்சிட்டு போட்டோம்னு அது விரியாமை எதை சும்மா உட்காந்துக்கிட்டு ஆலமரம் அரசன் மரம் அப்படின்னு எதே கடலா வச்சிருக்கானா எங்க ஐயா சையா சம்மாங்க எனக்கு ஒண்ணும் அவன் எனக்கு தரான் அப்போ வள்ளுவர் சிலை வைக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ விவேகானந்தர் சிலை அமரில் வைக்க அது இயற்கையில் அமைந்த பாறை மேல வச்சாயிட்டா ஆனா நீ அரை ஏக்கர்ல செயற்கையா ஒரு பாறையை உருவாக்கணும் அதுக்குலையை வெம்ற்களை கொண்டுகல் உனக்கு தெரியுமா மானுட உணவுில முப்பாடை மீண்ட நிறைவு செய்து அது கடல் விவசாயம் கடல் வரணும் அதை போய் நீ தூத்துக்க அதுலதான் என்ன கோபம் அப்படின்னா உலகத்துல எவனுமே எழுதாத அந்த பேனா எழுதிருச்சு இந்த நூத்தி அடி பேனா வச்சு என் பேசறான் அப்ப பேனால நம்ம பிள்ளைகளாம் எழுதி படிக்க இந்த பேனா வச்சு எழுதி படிக்குது பைத்தேயோ ஆகப்பெற அறிவாளிகள்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு பாடுற பாடு இவங்களுக்கு காது வழிய மூளை வழி தொடக்கி ஆள் இல்லாம சும்மா போய் சூலையில பத்தி பேசி திரும்பலாம்தான் வந்தேன் அந்த பயம் இருக்கு இப்பவும் சொல்றேன் நீச்சின் என் தலைவன் சொல்ற மாதிரி வரலாற்றின் கால சக்கரங்கள் இருக்கு நினைச்சுப்பார் தம்பி பாத்துக்க தம்பி எல்லாருக்கும் சிறப்பு முகாம் தான் அதுல ஒரு மாற்றம் கிடையாது கடல் கடலா இருக்குங்க அது குப்பை கூட குப்பை குப்பை மேடல் அது உலகத்துல நீங்க அமைந்த சதுப்பு நிலை ஏறி பள்ளிக்கர்ண ஏறி இருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியுங்க சதுப்பு நிலத்துல வந்து அவ்வளவு சுவையான எறல் வரும் உலக நாடுகளின் பறவைகள் எல்லாம் வந்து தங்கி இருந்து போங்க அந்த இப்பவும் பதகை பலகை இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க சும்மா பலகை மட்டும் இருக்கு உலக உலக நாடுகளையும் பழக அந்த இயற்கையின் அருங்கொடையான சதுப்பு நிலை ஏரிய குப்பையுட்டி பெருமக்களை கடற்கரை இரண்டாவது உலகத்தின் மிகப்பெரிய இயற்கை அமைவு கடற்கரை ஆஸ்திரேலியா இரண்டாவது சென்னை கடற்கரை இவர்களை புதைக்கிற கல்லறையாக மாற்றியதை தமிழின மக்கள் எப்படி சைத்துக்கிட்டது ஒவ்வொருத்தனுக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கர் சமாதிக்கு இப்ப எட்டு ஏக்கரை தின்னு இருக்காங்க இன்னும் எத்தனை ஏக்கரை திண்டாங்க அப்ப என்ன வெறி வரும் ஒரே நாள் ராத்திரி இங்க இருந்துச்சே எங்கன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம என் பங்காளி வடிகள் சொல்லுங்க காணு அந்த வேலையை நான் சொல்றேன் இல்ல செய்ய செஞ்சே வருவே பாத்துக்க சேட்ட கொள்ள சேட்டாய அக்கிரமம் நிலக்கரி எடுக்கிறேங்கிறது பூமி இல்லைன்னா சொல்லு மாற்று இருக்கு பிளீஸ் கன்சிடர் இட்டு வா காற்றாலைக்கு வா மின்சாரத்துக்கு வா வா சூரிய ஒளி மின்சாரத்துக்கு வா தீர்ந்து விடுகிற வளங்களையே நீ நோண்டிக்கிட்டு இருக்க தீராத வளத்துக்கு வா எப்பவுமே தீராது சூரிய ஒளி இருக்கணும் மின் பூங்கா அமைச்சு காற்றாலை பயனற்று நீண்ட இருக்கிற கடற்கரை ஓரங்களில் இருக்கு மின் உற்பத்தி விளைச்சலுக்கு பயன்படாத எத்தனையோ கடங்கள் இருக்கு அதுல போடு மின் ஐயாயிரம் ஏக்கர் ஏர்போர்ட் கட்டுற சொந்தமா ஒரு விமானம் வச்சிருக்கோர்ட் பதில் இல்ல அதே மக்கள் கிடையாது கடல் அலையில மின்சாரத்தை தயாரிச்சு ஜப்பான் ஆஸ்திரேலியா வாங்க வாத்தேன் ஆடு மாட்டு கழிவு மக்கிய குப்பைகள் கொஞ்ச நாள் எடுப்ப தீந்துடும் அப்புறம் என்ன பண்ணுவேன் அந்த மாற்ற தான் நம்ம சொல்றோம் நினைக்கிறாங்க நான் வந்த நான் சுங்கச்சாவடி மக்களை சாவடி போதும் அவன் சொல்லிட்டான் தரமில்ல சாரையில் ஒன்னும் வராமில்ல தேவையில்லை அதை பாலக்காலு எடுத்துட்டு கொண்டு போயிட்டான் இந்த அரசு செய்யுமா நல்ல குடிநீர் தூய குடிநீர் சுவாசிக்க நல்ல காற்று நஞ்சில்லா உணவு அதுதான் நம்ம கனவு இதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை இல்லை இந்த மேடையில் இருக்கிறவங்க வேலை இல்ல ஒவ்வொருத்தருடைய வேலை ஒவ்வொருத்தருடைய கனவு இந்த பூமி பிடி உங்க பிள்ளைகளை விட்டு போறீங்களா இப்ப நீங்க இருபது ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க நாற்பது குடிக்கிறீங்க உங்களை யாரு குறவளியவாவது ஆஸ்திரேலிய பேராசனவர் பேரவர் காடுகளில் போயிட்டு இருக்கும்போது மழைக்காட்டில் ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு குச்சீட்ட குத்துறாரு விதையை போட்டு இப்படி விரலில் அப்படி மண்ணை தள்ளிட்டு தண்ணியை ஊற்றி ஊற்றிட்டு போகிறாரு அதையும் பார்க்குறாரு அங்கே ஒருத்தர் டிராக்டர் வச்சு ஆழமாக உழுது ரசாயன உரத்தை போட்டு விவசாயம் பண்ணிட்டுருக்கான் அவருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு இந்த ஆதி வசித்து பழங்குடியிட்ட கேட்குறாரு இந்த பில்முல்லீசன் அந்த ஆதி ஆதி குடிமகன் சொல்கிறான் நாங்கள் தாயின் மாரில் பால் குடிக்கிறோம் அவர் அந்த மாற அறுத்து ரத்தம் குடிக்கிறார் அப்படின்னு இதுதான் நீங்க தாயின் மாரில் பால் குடிங்க ரத்தம் குடிக்காதீங்க ஆட்சியாளர்களும் செஞ்சிட்டு இருக்கு அது மாறணும் அதுவா மாறாது தானா எல்லாம் மாறும் என்பது பழைய போய்றான் நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை நம்மதான் மாத்தணும் அது அதுக்காக போராடுகிற எங்களை குறிப்பா என்னை என்னை பார்த்தாலே நான் ஒரு இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சர்வதேச பயங்கரவாதம் ஏன்னா எனக்கு எந்த நாட்டுகளையும் நுழைய முடியாது எனக்கு கடவுள் பாஸ்போர்ட் கிடையாது முடக்கப்பட்டு இருக்கேன் என்னை வந்து துணிஞ்சு ஆதரிச்சு கூட வந்து நிற்கிறதுக்கு ஒரு திமிர் வேணும்ல அதை அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கு நாங்க இருக்கோம் உங்க கூட நாங்க இருக்கோம் அப்ப நமக்கு ஒரு திமரு இல்லைனாலும் கிடையாது நீங்க எல்லாரும் போயிட்டா கூட ஒரே ஆளா யாருமே சோரை பார்த்து பேசிட்டு இருப்பேன் உனக்கு தெரியுமா பூச்சி என்பது வண்டு என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருப்பேனே ஒழிய அப்படிலாம் போற ஆள் கிடையாது ராஜா நான் அதை நல்லா கவனிச்சுக்கணும் இன்னைக்கு மதிப்பிற்குரிய பெருமக்கள் எவ்வளவு பேரு இந்த விழாவில் பங்கேற்று இருக்கிறாங்க எனக்கு சூழல்னு ஒண்ணு இருக்கு என் கட்சியே சூழியல் கட்சி தான் நான் வந்து அதுல ஒரு படைப்பிரிவு உருவாக்கிருக்கேன் அது எங்க தங்கை வென்னிலா வந்து அதுல செயலாளர் இருக்காங்க எங்க ஐயா மரம் மாசலாமணி என் தம்பி காசிராமன்லாம் அதுல பொறுப்பாளராக இருந்து இயங்குறாங்க இது செய்யலாமா செய்ங்க எந்த தடையும் வர்றதில்ல அவங்கதான் மரக்கண்டுறது பல லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு நாங்க நட்ட பனை பெருசா வந்துட்டுது ஒரு செய்யும்டல் என்பது உலக நாடுகளின் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டுகிற ஒரு குப்பை கூட மாறி நிற்குது எல்லாத்தையும் கடல்களை தள்ளிடு எல்லாத்தையும் எல்லா நச்சும் கழிவு கிடையாது அது எவ்வளோ பெரிய பேராபத்து பாருங்க அணு உலையை வந்து கடற்கரை ஓரங்களில் தான் வைக்கிறாங்க இப்போ தூத்துக்குடியில் இடிந்த கரையில் காரணம் அந்த அணு வந்து குளிர வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தண்ணீரை பீச்சு அடிச்சுட்டே இருக்கணும் அந்த அணு மேலே படுற அந்த தண்ணீர் இருக்குல்ல அது வந்து தனியாக அணு வெடிக்க வேண்டியதுலாம் இல்லை அந்த அணு தொட்டு கழுவி போகிற தண்ணீர்லேயே அந்த அணு கசிவு அந்த கதிவு வீச்சு போயிடும் அது போய் கடலில் கலக்கும் போது அங்க இருக்கிற மீன்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு நீங்க பாருங்க இந்த அணு கழிவை அணு உலையை கழிவி விடுற தண்ணீர் தரையில விடுதுன்னு வச்சுக்கிறோங்க அதுல ஒரு புல் முளைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த புல்லை மாடு தீங்குதுன்னு வச்சுக்கிறோங்க அந்த மாடு பசு மாடு அதுல பாலை கறக்குறீங்கன்னு வச்சுக்கிறோங்க அந்த பாலை கறந்து அதை தயிராவோ நெய்யாவோ ஆக்கி அந்த நெய்யை ஒரு போத்தல்ல அடைச்சு கண்ணாடி போத்தல் அடைச்சு ஒரு இருள் அடர்ந்த வீட்டுக்குள்ள வச்சிங்கன்னா அது பல நூறு மின் போட்ட மாதிரி பழிச்சுன்னு ஒழிடுன்றான் தேவையில்லாம பேசுற பிரதேசம் சீனா கரேன் நீட்டி போல கிடையாது என்னத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு கிடக்குறாங்க அதில் இந்த மாதிரி சூழலில் எங்கள் ஐயா பாபு மகிழன் அவர்கள் என்னை அழைத்து இந்த சூழல் அதில் எனக்கு இல்லை இந்த பாராட்டு என் கட்சியில் இயங்குகிற சூழியல் சார்ந்து இயங்குகிற என் பிள்ளைகளுக்கு இந்த பாராட்டு அந்த விருதை நான் அவர்களுக்கே சமர்ப்பிச்சுறேன் அவர்களுக்கே கொடுக்குறேன் அவங்க நல்லபடியாக இயங்கணும் இன்னும் அதை ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற ஒரு வேலை தான் எங்களுக்கு இது இது ஒரு காலம் நமக்கு வரும் அதை அதுக்கான காலத்தை நம்ம உருவாக்கணும் அதில் ஆக சிறந்த பெருமக்கள் எல்லாம் அமர்ந்து இந்த அவையில் இந்த சூழியலுக்கான ஒரு விருதையின கொடுத்து பெருமைப்படுத்தியதற்கு ஐயா பாபு மகிழன் அவர்களுக்கும் அவரோட உடன் இருக்கிற அத்தனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வாங்க மேல வாங்க தமிழர் செல்வி யோகலட்சுமி அவர்களுக்கு அஹ் கௌரவம் செய்யுமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் திரு சீமான் ஐயா அவர்களால் செல்வி யோகலட்சுமி அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவியலையும் அரசியலையும் இந்த அரங்கத்திற்கே எடுத்துரைத்து சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு உரையை இத்தனை சுவைப்பட நிகழ்த்த முடியுமா என்ற ஆச்சரியம்தான் எங்களுக்கு பெருவுரை ஆற்றி சென்றிருக்கிற ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பேரன்பும் நன்றிகளும் அடுத்ததாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு வேண்டிக்